நல்லா யோசிச்சு பாருங்களை பற்றி தேவையான சயணம் இந்த மகா சிவராத்திரியில் ஜூம் கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந் இருந்திருந்த குருவே அப்புறமா நீங்கள் தீட்சை கொடுத்துருந்து நாங்கள் பார்க்கல நான் நீங்கள் தீட்சை கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பெரிய அளவில் வளரணும்னுட்டு அந்த கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காலம் போன கடைசியில் நமக்குன்னு ஒரு துணை வேணும்ப்பா நமக்குன்னு ஒரு துணை இல்லைனா எப்படிப்பா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கடைசியில் யாருப்பா இருக்கா இப்படின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகவே பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போய் சிக்கிடுறீங்க நான் கல்யாணம் தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த துணை அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்க கல்யாணம் பண்ணுங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஜாதகம் பார்த்து பண்றவங்களா இருக்கட்டும் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல எதுவுமே பார்க்காம அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்களா இருக்கட்டும் கடைசியில நீங்கள் நினைத்த மாதிரி துணையாக இருக்கிறார்களா இருக்காங்க எக்ஸப்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க எந்த விஷயம் எடுத்தீங்கன்னாலும் செய்யும் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நீங்கள் பார்க்கணும் இந்த உலகம் எப்படி எங்குது அப்படின்றத பார்க்கணும் எப்பயுமே நான் விதி விலக்குகளை பற்றி நான் பேசுவதே அல்ல நான் காமன் பீப்புள் பற்றி தான் பேசுவேன் நான் பேசுகிறது காமன் பீப்புளோட வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்லைட்டன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் விதி விலக்குகள் எல்லா இதுலேயும் இருக்குது விதிவிலக்கை பற்றியே நான் பேசவில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு மிக சிறந்த துணையை கொடுப்பதற்கு இங்கே யாருமே கிடையாது இறைவன் தான் மிக சிறந்த துணைவன் இறைவன்தான் மிக சிறந்த துணைவி இறைவனை விட மிக சிறந்த ஒரு துணைன்றது உலகத்திலேயே கிடையவே கிடையாது முதல்ல இறைவன்றது ஏதோ ஒரு உருவம் ஏதோ ஒரு ஷேப்பு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அது ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் அதை பற்றி பேசுனால் பெரிய டாபிக்கு இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய இறை சம்பந்தம் என்ன அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கங்க தெரிஞ்சுக்கங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுற நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அவங்க துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வீட்டு வேலைகள் வீட்டு செலவுகள் பார்க்குறீங்க ஆனால் அந்த குடும்பத்தில் ஏன் அமைதி என்பது நிலவே மாட்டிங்கிறது யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது கடந்த வேதனை வெறுப்பு டென்ஷனு கடுப்பு இதுதான் ஜாஸ்தியாகுதே தவிர எத்தனையோ பேர் கவுன்சிலிங் வரமோ நான் பார்க்குறேன் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணனே தெரில தம்பி எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணே பண்ணனே தெரில தம்பி கல்யாணம் என்பது தவறில்ல ஆனால் கல்யாணம் தான் தப்பு எப்படிப்பட்ட புரிதல் ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே முடியாது கல்யாண இருக்கும் ஆணும் பெண்ணும் இந்த இரண்டு தன்மையும் ஒரு உணர்வையும் உணர்ந்து அந்த ஒரு ஆன்மாவையும் இன்னொரு ஆன்மாவையும் உணர்ந்து அனுபவிப்பதற்காகத்தானே தவிர ஒன்றை ஒன்று புரிந்து கிடையவே கிடையாது புரிதல் என்பது மனம் சம்பந்தப்பட்டது மனமே காணாம போயிடுச்சுனா தான் இறை என்பதே செயல்படும் அப்ப எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க ஒவ்வொரு செகண்டும் தாட்டு மாறுது ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் வருது அவங்களுக்கே அவங்க என்ன மென்டல் ஸ்டேட்டில் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றது தெரியல ஆணையும் சொல்கிறேன் பெண்ணையும் சொல் சொல்கிறேன் எப்படி நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க வாய்ப்பே கிடையாது இந்த தன்மையில் இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் கூட வருவாங்க இல்லை வந்து நான் வந்து எனக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டிக்கெலாம் ஒரு ஒரு கார்டியன் மாதிரி ஒருத்தர் போடுறேன் அவர் கடைசி வரைக்கும் கூட வருவார்னு நீங்கள் நினைச்சிங்க எக்ஸப்ஷனில் கடைசி வரைக்கும் கூட வர்றவங்க விட்டுருங்க கடைசி வரைக்கும் வருவாங்க ஒரு சில பேர் ஆனால் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் எப்படி முடியும் அப்படின்னா நீங்கள் செய்த கர்ம வினைகளை பொறுத்து அவங்க உங்களுக்கு எகைன்ஸ்டாக தான் செயல்படுவார்கள் இதுவும் கருணையில் தான் வந்து முடியும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா தெளிவாக உணர்ந்துருங்க இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான ஆட்களையும் பொருட்களையும் அதுவே கொண்டு வந்து கொடுக்கும் கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டும் ஆனால் நீங்கள் செஞ்ச கர்மா தப்பாக இருக்குன்னா இதே பிரபஞ்சம் தப்பானால கொண்டு வந்து சேர்த்து விட்றோம் நீங்க செஞ்ச கர்மா கரெக்டா இருக்குன்னா நல்ல ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் தான் சொன்னார் கனியன் பூங்குன்றார் தீதும் நன்றும் பிறர் தர வார அப்படின்னு என்ன நல்லதும் கேட்டதும் இன்னொருத்தன் சொல்லி வரதில்லை இன்னொருத்த செஞ்சு வரத நீதாம்ப உனக்கு ஏற்படுத்தி இறங்குற அப்ப நல்ல செயல்களை செய்தால் நல்ல கர்மாவை சம்பாதிப்பீர்கள் கெட்ட செயல்களை செய்தால் கெட்ட கருமாக்களை சம்பாதிப்பீர்கள் நல்ல செயல்களை கருணையின் அடிப்படையில் நீங்கள் வள்ளலார் சொன்ன மாதிரி மற்ற சித்தர்கள் சொன்ன மாதிரி சிவானந்த பரமம்சர் சொன்ன மாதிரி கருணையின் அடிப்படையில் ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட செயல்படும் உங்களுக்கு அமைய கூறு பூராமே நல்லதாக அமையும் இந்த வடிவேல் சொல்லுவார்ல ஏப்பா விழுகிறது பூராமே ஜோக்கரா இருந்தால் எப்படிப்பா நான் கவுத்துறதுன்ற மாதிரி விழுகிற காடு பூரா உங்களுக்கு ஜோக்கரா தான் விழுகும் இதுதான் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நீங்கள் நல்ல கருமாவை நீங்கள் செய்யும் போது இதே நீங்கள் உங்களோட மனம் சரியில்லை இன்னொருத்தனை வாய்ப்பை தட்டி பறிக்கிறீங்க அவமானப்படுத்துறீங்க காயப்படுத்துறீங்க வேதனைப்படுத்துறீங்கன்னா அதே பிரபஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவிட்டியை தான் கொண்டு வந்து சேர்க்கும் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க அதுக்கு நல்லது கேட்டதெல்லாம் தெரியாது நீங்கள் என்ன உணர்வை கொடுக்குறீங்களோ பல மடங்கு உணர்வை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட விதி பிரபஞ்சத்தோட ஃபார்முலா இதை உணர்ந்து செயல்படுபவன் வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவான் இந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் முடிவு கல்யாணம் பண்ணால் கடைசி வரைக்கும் துணையாக வருவாங்கன்னு நீங்கள் நடிச்சிங்கன்னா கூட உங்களோட மனசாட்சியிட்ட கேட்டு பாருங்கள் அந்த துணைவனோ அல்லது துணைவியோ அது துணையாக இருக்கக்கூடிய கார்டியனோ உண்மையாகவே உங்களுக்கு துணையாக இருக்காங்களா இல்லை மனதிற்கு காயப்படுத்தக்கூடிய அளவில் நடக்கிறாங்களா நீங்கள் உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கங்க என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் என்லைட்னிங்யூ இது நல்லதாக கேட்டதான் முடிவு பண்ணக்கூடிய அந்த தகுதி அந்த பொறுமை அந்த பக்குவம் உங்கள்கிட்ட தான் இருக்குது அது நல்லதாக கெட்டதா தேவையா தேவையில்லையா உண்மையாகவே துணைன்னு நினைச்சு நமக்கு துணையாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்போ உண்மையான துணை என்பது இறைவன் ஒருவன் அந்த இறைவனே இறங்கி வரணும்னா இறைவனே இறங்கி வரமாட்டார் மனிதர்கள் தான் இறைவன் வருவாரு மனிதர்கள் என்றால் வாழ்க்கை குட்டிச்சவராக மாறிவிடும் துணைவனாலையும் பயன் இருக்காது பயன் இருக்காது எந்த காடின்னாலையும் பயன் இருக்காது பல்லாயிரம் கோடி சொத்து இருந்தாலும் உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் வழி வேதனையிலே இருக்க வேண்டியதான் நன்றி வணக்கம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை மக்களாகி நீங்களும் அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்படையாக நீங்கள் அனுப்பும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு கொடுங்கள் இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூல் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நான் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்